ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க எந்த வீடியோ வந்து நான் ஒரு மூணு மாதத்தை கழித்து தான் வந்து இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சுருக்கேன் ஆக்சுவலாக ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து சென்னை போனோம் சென்னை எங்கள் வீட்டுக்கு போனோம் அங்கே லாக்டவுனில் மாட்டின்ட்டோம் மாட்டிட்டு த்ரீ மந்த்ஸ் ஆகிடுச்சு இப்போ தான் வந்து நாங்கள் பெங்களூர் வந்திருக்கோம் இப்போ வந்து ஃபோர்டீன் டேஸ் குவாரண்டைனில் இருக்கோம் ஹோம் குவாரண்டைன் குவாரண்டில் என்ன இன்க்ரீடியிருக்கோ அதை வச்சு தான் வந்து நாங்கள் சமைக்கணும் பார்த்தீங்கன்னா அங்கே லாக்டவுன் பீரியட் வந்து ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு வீட்டுள்ளையே இருக்கோம் எல்லாம் ஃபேமிலியோட நல்ல வீட்டில் இருந்து நல்லா வந்து நல்லா இருந்துச்சு எப்படி நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் எங்கள் லாக்டவுன் பீரியட் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோன்றதும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து குவாரண்டின் சப்னீ பண்ண போகிறேன் ஏன்னா எங் என்ன இருக்கோ அதை வச்சு தான் வந்து சட்னி பண்ணணும் ஸோ இதெல்லாம் இருக்குது ஒரு அரைக்கப் கொள்ளு எடுத்துருக்கேன் ஸோ கொள்ளு சட்னி அரைக்கப் கொள்ளு எடுத்திருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் இதில் எண்ணெய் இருக்குது ஒரு பாதி வெங்காயம் ஒரு முழு பூண்டு ஒரு நாலு காஞ்ச மிளகாய் புளி ஒரு எலுமிச்ச அளவுக்கு வச்சுருக்கேன் ஒரு சின்ன எலுமிச்சம் பழம் ஏன்னா எது நம்ம எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நிறைய புளி எடுத்துக்கலாம் அப்புறம் மிளகு சீரகம் பெருங்காயம் ஒரு துண்டு வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குவாரண்டைன் பீரியடில் எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்கு வரக்கூடாது வந்தால்னா நம்ம வந்து அழிச்சிட்டு போயிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஸோ குவாரண்டைன் பீரியடில் செக்கிங் எல்லாம் வந்து ரெகுலராக இருக்கும் அதனால் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கு தான் வந்து இந்த மிளகு சீரகம் பூண்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா மிளகு சீரகம் வந்து நமக்கு கோல்டுக்கு ரொம்ப நல்லது கோல்டு ப்ராப்ளம் இல்லை லங்கில் எந்த ப்ராப்ளம்னாலும் மிளகு சீரகம் ரொம்ப நல்லது அதே போல் கொல்லும் எடுத்திங்கன்னா அது வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட கொள்ளு வந்து ரொம்ப நல்லது அதனால் அதனால தான் நான் குவாரண்டின் சட்னின்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ நாங்கள் சாப்பிட்ற எல்லா சாப்பாட்டுலுமே வந்து பூண்டு மிளகு சீரகம்லாம் சேர்த்துக்கிறோம் இந்த எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் எங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க ஸோ ரொம்ப அவங்கள பண்ண முடியாது ரொம்ப தேவை அது மட்டும் தான் வாங்க முடியும் ஸோ நம்ம ஏ வீட்டில் இருக்கிறத தான் வந்து இப்போ எங்கள் ஹெல்த்தை வந்து நாங்கள் பாதுகாக்கணும் இந்த ஃபோர்டீன் டேஸ் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம கொள்ளை வச்சுக்கலாம் இது வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க சில கொள்ளில் வந்து தெரியாத கல்லெல்லாம் இருக்கும் இப்போ யூஸ்வலாக நல்லதான் வருது ஆனாலும் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது இதை வந்து நம்ம வறுத்துக்கலாம் நல்ல வாசனை வர வரைக்கும் நீங்க வறுத்துக்கோங்க இப்ப நல்லா வாசனை வரது நம்ம எடுத்துடலாம் அதே கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுல பெங்காயத்தை போட்டுடுறேன் நீங்கள் தூள் பெருங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம எடுத்துடலாம் உளுந்து போடுறேன் அப்படியே வந்து மிளகு சீரகமும் போட்டுடுறேன் இல்லை பூண்டும் போட்டுடலாம் வெங்காயமும் போட்டுடுவேன் வெங்காயம் நல்லா வதங்கணுன்னு இல்லை சும்மா வந்து லேசாக வதங்கினா போடும் தேவைப்பட்டால் தக்காளி போட்டுக்கோங்க நான் போடலை தேங்காயும் வந்து ஒரு அரைக்கப் துருவலிருந்தால் போட்டுக்கோங்க அதுவும் டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் பட் எங்கிட்ட இப்போ தேங்காய் இல்லை வெங்காயம்ம வதக்கி வச்சதை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு இப்போ அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து நான் தேவையான உப்பு போட்டுக்கிறேன் இது அரிச்சிட்டு வந்துடுறேன் இப்போ கொல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதுதான் எங்கள் குவாரண்டைன் சட்னி நாங்கள் வந்து இந்த குவாரண்டைன் பீரியடில் செஞ்சுருக்கிற சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது டேஸ்டாக தான் இருக்குது இது ஒரு மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் உள்ளயே வந்து எதுவும் யாரும் உள்ளே வரக்கூடாது யாரும் வெளியவும் போகக்கூடாது ஆன்லைனில் நம்ம வாங்கினாலும் ஆன்லைன்லேயும் வந்து நம்ம வாங்க முடியாது எந்த ப்ரொவிஷனும் வந்து நமக்கு தேவைப்படுறது ஆசைப்படுறதை நம்ம வாங்கவே முடியாது என்ன இருக்கோ அதை வச்சு மேனேஜ் பண்ணோம் யாராவது ஹெல்ப் பண்ணோம்னா கூட அவங்க கதவுக்கு வெளியே வந்து வச்சிருவாங்க வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க நம்ம போய் எடுத்துக்கணும் இப்போ கதவை ஆக்சுவலாக தரக்க திறக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது ஏன்னா மற்றவங்க சேஃப்டிக்கும் நம்ம சேஃப்டிக்கும் தான் இது இந்த குவாரண்டின் பீரியட் ஏன்னா வந்து நம்ம கண்டெய்ன்மெண்ட் சோன்லேருந்து வர்றதுனால இது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருக்காங்க நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்